ஹாய் வேர்ஸ் வெல்கம் டு பிஜிஸ் க்ரானிக்கல் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அதாவது மொளக்கட்டின பச்சை பயிர் கிரேவி தான் செய்ய போகிறோம் சும்மா ஒரு கிரேவி மாடல்லாம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கப்பு பவுல் ஒரு பவுலில் வந்து மொளக்கட்டின பயிர் எடுத்திருக்கேன் சரிங்களா இது மொளக்கட்டின பயிர் இது எப்படி மொளக்கட்ட வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மார்னிங் செய்ய போகிறீங்க அப்படின்னா முதனாளே மார்னிங் வந்து இதை ஊற போட்டுடணும் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் ஊற போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் ஈவினிங் போல் அந்த தண்ணியை ஒரு ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக சாரி ஒரு ஃபுல் டே கம்ப்ளீட்டாக வந்து இதை ஊறணும் சோப் தண்ணி நல்லா சோப் பண்ணணும் அது ஈவினிங் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வடி கட்டிட்டு மறுபடியும் அதே இடத்துல ஃபுல் வாட்டருமே ஒரு சொட்டு இல்லாமல் ட்ரை பண்ணிடணும் ட்ரை பண்ணிவிட்டு எங்கேயும் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பயிர் வந்து மொளக்கட்டியிருக்கும் சரிங்களா இதுவே நீங்கள் வந்து இதே ரெசிபியை வந்து நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்க அப்படின்னா மொத நாள் நைட்டை வந்து ஊற போட்டுட்டு காலையில் அது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வச்சிருந்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து இந்த பயிர் வந்து மொளக்கட்டி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே சும்மாவே கூட சாப்பிடலாம் இல்லை ஏதாவது நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை சுகரு இல்லை ஹனி அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் கலந்து சாப்பிடலாம் இல்லை சாலட் ஏதாவது நீங்கள் சேலட் செய்யணுன்னாலும் சேலட்லேயும் நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க நம்ம இதில் ஒரு கிரேவி வந்து சிம்பிளாக ஒரு கிரேவி செய்வோம் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு மொளகட்டினா பயிர் மஞ்சள் தூள் தேவையான உலக உப்பு மிளகாய்த்தூள் இது கரம் மசாலா எடுத்திருக்கேன் செக்கலாட்டினா நல்லெண்ணெய் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அரை சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க ரெண்டு தக்காளி அறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாலு பொல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் போதும் ரெண்டு பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸுன்னு அறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் தான் கொஞ்சம் தாளிப்புக்கு வந்து நம்ம ஜீரகம் வேந்தையெல்லாம் சேர்த்துக்குவோம் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த ரெசிபி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் ஓகே விஸ் இப்போ பேன் அடுப்பு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஸோ நல்லா ஹீட் ஆகட்டும் ஸோ பேன் நல்லா ஹீட் ஆனோடன ஆயில் சேர்த்துக்கோங்க ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் அளவு நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஆயில் வேணுங்கிறவங்க ஆயில் ரொம்ப சேர்க்கணுங்கிறதுல ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மட்டும் வெந்தயம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்பூனு இதில் கால் ஸ்பூன் தான் வெந்தயம் அதே ஸ்பூனில் அதே கால் இது அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க பார்த்திங்களா ஆளு தான் போதும் ஆள் கால் இது வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெந்தயமும் ஜீரகமும் கொஞ்சம் நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஸோ பச்சை ஆட் பண்ணிக்கோங்க தென் நம்ம தட்டி வச்சுருக்க கார்லிக்கு அதாவது பூண்டு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கங்க ஸோ இது செய்கிறப்ப அடுப்போம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கருகாமல் இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுங்க நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஸோ அதாவது ஆனியன் ஸோ ஆனியன் போட்டுட்டு அப்புறம் ஒரு பத்து கருவேப்பை எடுத்திருக்கோம் இல்லையா கறி லீப்ஸ் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கணும் ஒரு ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கணும் ஸோ கொஞ்ச நேரம் அது வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வதங்க விடுங்க ஹை ஃப்ளேமில் இருக்கணுங்கிற தேவையில்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கிருச்சு ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்திங்களா ஸோ இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுங்க ஸோ உங்களுக்கு சால்ட்டு அளவு தெரிஞ்சிது அப்படின்னா நீங்கள் இப்போ கூட சால்ட்டு போட்டுக்கலாம் இல்லை அளவு தெரியாது அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கூட கிரேவியில் ரெடியானதுக்கு அப்புறம் கூட போட்டுக்கலாம் ஆனால் லைட்டாக சால்ட்டு போடுறேன் ஸோ அந்த தக்காளி வதங்கி அது கொஞ்சம் நல்லா வேகணும் ஸோ லைட்டாக சால்ட்டு போட்டு இது பண்ணோம் அப்படின்னா தக்காளி நான் கொஞ்சம் நல்லா வதங்கும் ஸோ போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்க விடுங்க ஸோ தக்காளி நல்லா வதங்கி ஒரு ஜூஸியான ஃப்ளேருக்கு வரணும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி அமிக்கி அம்மிக்கிட்டுக்கங்க ஸோ நல்லா வதங்கணும் ஏன்னா தக்காளி இப்படி நம்ம வதக்கி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு தக்காளி இந்த மாதிரி வதக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட தக்காளி அரைச்சிட்டு அதோடய ஒரு சாஸ் மாதிரி எடுத்தால் கூட நீங்கள் பேஸ்ட்டாக கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தக்காளி பேஸ்ட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் எடுத்து வச்சுருக்க ஒன் பவுலு இந்த மொளக்கட்டின பயிரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பூண்டு தக்காளி இது வச்சு கூட நீங்கள் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி இதே ஒரு டிஷ்ஷாக கூட நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் இதுவே நல்லா இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி அதை ட்ரை கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் இதே எப்படியே கூட நீங்கள் வந்து லைட்டாக சால்ட்டு போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம் ஸோ இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன் முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் பார்த்து தான் சேர்க்கணும் இந்த தயத்தில் கொஞ்சோண்டு கொஞ்சம் தூள் டார்மலிக் பவுடர் தேவையான அளவு தென் சலி பவுடர் இந்த ஹைப்பூ காரம் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போட்டுருக்காங்க கம்மி வேணா கம்மி போட்டுருக்காங்க ஏன்னால் ஆல்ரெடி க்ரீன் சில்லி வேறு தென் கரம் மசாலா அது தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்காங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல வாட்ருக்கங்க போதும் ஸோ 1 கப்பு வாட்ரு ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாட்ரு வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்போ தான் நல்லா அது கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாட்ரு நல்லா ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வேணாம் ஜஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கப்பு வாட்ரு இருந்தால் போதும் ஸோ ஆட் பண்ணிவிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து பாயில் ஆகட்டும் இது ஒரு அருமையான டிஷ்ஷுங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் சும்மா கூட சாப்பிட்லாம் இல்லை ஏதாவது சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் தோசை அதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆனப்பறம் ஓப்பன் பண்ணி ஒன் டைம் கிளரி விட்டுறேங்க ஆக்சுவலாக அதை நான் ஏன் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு இது பண்ணுறேன் நல்லா பாயில் பண்ணுறதுக்காக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடியே இந்த முளக்கட்டின பயிரை பாயில் ப பாயில் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி தண்ணி கம்மியாக சேர்த்துக்கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ டொமேட்டோனால் நல்லா மசா மசீல் மாதிரி பண்ணி விட்ருங்க ஓகேங்களா நல்ல ட்ரை கிரேவி ஆகணும் இந்த வாட்ரு எல்லாமே ட்ரை ஆகி இதாகும் ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் நல்லா தெரியுது ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆனியன் ஆனியன் தனியாக டொமேட்டோ தனியாக பச்சை மிளகாய் தனியாக எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பேஸ்ட்டை அரைச்சி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த டிஷ் செய்யலாம் ஸோ இது இப்போ வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க ஸோ அவ்வளோதான் வீவர்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக ட்ரை கிரேவின்னு சொல்லியிருந்தேன் பட் ரொம்பவே ட்ரை ஆயிடுச்சு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வாட்ரு விட்டு கொஞ்சம் அந்த கிரேவி பதத்தில் கூட இறைக்கலாம் நான் ரொம்ப கொஞ்சம் வாட்ரு எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க இது இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே விஸ் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான முளக்கட்டின பச்சை பயிறை வச்சு ஒரு ட்ரை கிரேவி மாதிரி செஞ்சுருக்கோம் சரிங்களா இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் கொடுங்க ஏதாவது எனி எனி மிஸ்டேக் இருந்தாலும் சரி இல்லை எனி திங் நம்ம இதை ஆட் சரி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பை வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ